ஒரு வழியா முடிச்சாச்சு மல்லிகாக்கா இருக்கு கா யார் என் நல்லா இருக்கீங்களா நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிறந்தவங்கன்னு சொல்லிருக்கேன்லக்கா அதான் அப்படி இருக்குறா சரிமா சரிமா வந்து உட்காருங்க வாங்க கே உட்காருங்க நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் வந்தினக்கா உட்காரه காப்பி தூக்கல போடுங்க சக்கரை என்ன சின்ன பொண்ணே இதுக்கும் பாட்டுதானா ஓ வந்தங்கتي ஒன்னமரி இல்லன்னு நினைக்கிறேன் என்ன நானும் மறந்துட்டிக்காடிய பாட்டு பாடிவாங்க சொல்ல மறந்துட்டேன் அது ஒண்ணும் இல்லைக்கோ நாங்க ரெண்டு பேரும் எங்க அம்மா வயதுல இருக்கும் போது போர் அடிக்கும் போது எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போமா அது அப்படி பழகிட்டுக்கா என்னக்கோ நல்லா இருக்காங்க கிளம்புறோம் அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரோம் கோ சரி சின்ன பண்ணே சரி செத்த நேரத்துக்குள்ள தலையெல்லாம் இருக்கிறன்னு வந்துருச்சுமா முடியல